அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக சித்தர் மார்க்கத்திலே விநாயகர் தகவல் ஆய்வுகளை பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் சீத கலப்ப சிலம்பு பல பாட இந்த பாடலின் உள்ள சூட்சமங்களை பார்க்க இருக்கின்றோம் திருவடியை செந்தாமரை என்று அழைப்பது ஒரு உயர்ந்த தமிழ் மரபாகும் மலர் என்றும் தமிழ் சொல்லுக்கே தாமரை என்பது சிறப்பு பொருளாகும் மலராவது தாமரையை என்பது பெரியோர் வாக்கு எனவே இறைவனுடைய திருவிடையை திருவடி தாமரை என்றும் தாமரை திருவடி என்றும் தமிழர் வழங்கினார்கள் வடமொழியிலும் பாத பங்கஜம் என்பது மரபாகும் தாமரை சேட்டிலே மலர்வது சேட்டிலே மலர்ந்தாலும் செம்மலராக பூப்பது இம்மலரின் செம்மைசால் சிறப்பாகும் இதுவே வெண்டாமரை ஆகும்போது தூய்மையின் சின்னமாக வெண்மையாக அளர்கிறது அழுக்கிலிருந்து அழகும் அழலிலிருந்து தூய்மையும் பிறக்கின்றன என்பது தத்துவம் கருத்து என்னவென்றால் எல்லா அழகும் அழகின் மையிலிருந்து உதித்து மேலிருந்து நிற்கிற ஒரு தத்துவம் ஆகும் உயிர் உதிப்பதுமே இவ்வாறு தான் ஒரு குழந்தை அழகான வடிவம் கொண்டு எங்கிருந்து உருவாகி வழிபடுகிறது என்பதை ஆழ்ந்து இந்த தத்துவம் நமக்கு புரியும் அதனோடு கூட சேற்று தண்ணீரில் முளைத்தெழுகின்ற தாமரையானது சேற்று தண்ணீரில் மயமாகி விடுவதில்லை சகதி தண்ணீரிலே கரையும் அதை தண்ணீரிலிருந்து மீண்டும் கழுவ முடியாது ஆனால் ஒரு தாமரை இதழிலே ஷேரானது இரண்டரை கலக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் தாமரை இதழானது தண்ணீரிலே கரைகின்ற உப்பை போன்றது இல்லை அது தண்ணீரிலே முளைத்தெழுந்தாலும் தண்ணீரோடு ஒட்டியும் ஒட்டாமலே நிற்கிறது பரம்பொருளின் தன்மையும் இதுவேயாம் பாறிலேயே முளைத்து நிற்கிற பரம்பொருளானது பாறினோடு ஒட்டியும் ஒட்டாமலும் நிற்கிற இந்த தன்மையை தாமரை மலரோடு ஒப்பிட்ட சிவபாக்கியல் போன்ற சித்தர்கள் பாடியுள்ளார்கள் இவ்வாறு தாமரை இலையும் கூட நிற்கிறது தண்ணீர் துளி அதன் மீது உருளுமே தவிர உட்கலக்காது ஒட்டாமலே உருண்டு பழகிறது இதுவே அதனுடைய தூய்மையின் இலக்கணம் அழுக்கில் பிறந்து அழுக்கில் வளர்ந்தாலும் அழுக்கு அதை தொடுவதில்லை பாறிலே கலந்து நிற்கும் பரம்பொருளும் இவ்வாறு தாமரை இலை தண்ணீராகவே நிற்கிறது இனி இந்த மலரின் அழகு எத்தன்மையது சேற்றிலேயே வளர்ந்த இந்த தா இத்தாமரையை சுற்றி பாசி படர்ந்திருக்கிறது பாசிக்கு நடுவில் நின்ற போதிலும் இம்மலர் ஒப்பற்ற எழிலோடு பூத்து நிற்கிறது இதனை வடமொழிக்கவை என் காளிதாசன் சரஜிஜம் ரம்யம் என்று பாடுகிறான் பாசி சூழ்ந்திருப்பிலும் தாமரை அழகோடு விளர்கிறது இவ்வாறே வினைச்சுழல்களுக்கு நடுவிலே இறைவனுடைய கருணை மலர்ந்து நிற்கிறது அழகு என்பது அவருடைய மாண்பு தூய்மை என்பது அவருடைய சிறப்பு இந்த மாண்பையும் சிறப்பையும் நாடுவது அடியாகலின் புகழ் நாட்டமாகும் இத்தனை காலங்களாலும் கடவுள் மிக்க தெய்வ திருவடியை செந்தாமரை என்று அழைக்கும் மரபு தோன்றி வளர்ந்தது இதனையே செந்தாமரை பூம்பாதம் என்கிறார் ஒளையார் சீதம் என்பது குளிர்ச்சி அல்லது தன்மை இதுவே வடமொழியில் தயை என அழைக்கப்படுகிறது இறைவன் உயிர்கள் மாட்டுச் செலுத்தும் பெருங்கருணையை வியந்து பாடுகின்ற சித்தர்கள் இறைவன் திருவடியை ாமரை என்றும் சீத திருவடி என்றும் சொல்வது இது காரணம் பற்றியே ஆகும் வினை வெம்மைக்கு தன்மை ஊட்டுகிற இந்த திருவடியை திருவடி நீழல் என்று அழைப்பதும் இதனாலேயேதான் வெயிலுக்கு நிழலைப் போன்று பிரவிவினைக்கு இத்திருவடி தன்மை தருகிறது அவ்வையாரும் தமது தனிப்பாடல் ஒன்றிலே நிழலருமை வெயிலிலே நின்ற ஈசன் கடலருமை வெவ்வினையில் காண்பேன் என்று பாடுகிறார் திருநாவுக்கரசரும் பீணிக்கும் நிலவக்கும் தென்றலுக்கும் இளவீனிற்கும் பொய்கைக்கும் ஓமை கூறி ஈசன் இணையடி நிழலை பாடுகிறார் இளைய திருவிழி பிறவிதோறும் நம்மை தொடர்ந்து வருகின்ற தெய்வ ஆற்றலாகும் பிறவிதோறும் நம்மை தொடர்கின்ற இந்த நுட்பத்தை வாசனை என்று அழைப்பது சித்தர மரபு பூவினில் கந்தம் பொருந்திய பாடுபோல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது என்பது திருமந்திரம் இந்த கருத்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய வாசனை பொருந்திய செந்தாமரை பாதம் என்று விநாயகரின் திருவடியை அழைக்கிறார் அப்பையா கலபம் என்ற சொல் சந்தனக்கு தந்தனத்துக்கு ஆகி அது தருகிற நறுமணத்திற்கு ஆகிறது சீத கலப செந்தாமரை பூம்பாதம் என்று சொல்லும் போது ஆன்மாக்களின் மலங்களுக்குள்ளே அம்மலங்களை ஓட்டுவதல் ஓட்டுவதற்குரிய கருணையோடும் தூய்மையோடும் ஆன்மாவின் கவர்ந்தளுக்கும் எழிலோடும் விளங்குவதும் தன்மையும் வாசனையும் பொருந்தியதும் ஆகிய திருவடி பண்புகளை பாத தாமரைக்கு ஏற்றி தமது அவ் அகவலை தொடங்குகிறார் இறைவன் மேடு வள்ளங்களில் விழுந்து தத்தளிக்கும் உயிர்களை காக்கும் பொருட்டு தனது கருணையின் அழைப்பை இடையீறின்றி ஒழித்துக் கொண்டே இருக்கிறான் அந்த அழைப்பிலிருந்து நாம் காதுகளை போத்திக் இதுவே வெவ்வினையின் தீச்சைகள் என்றாலும் கருணாமூர்த்தியின் ஒளி நில்லாது ஒழித்துக் கொண்டே உள்ளது என் பாதத்தில் உன்னை ஒப்படைத்துவிடு இந்த கீதையிலே பகவான் எத்தனையோ முறைகளில் மீண்டும் மீண்டும் உறுதி சொல்கிறான் அல்லவா இதைத்தான் இறைவனுடைய கருணை ஒளி என்கிறோம் இந்த கருணையானது வெல்லம் ஒன்று ஓடுகிறது அதை தூய்ப்பதற்கு சேரவாறும் சிகத்தீரே என்று தாயுமானவர் அழைக்கிறார் ஒயாமல் ஒளியாமல் திருவிடைக்கு அழைத்துக் இருக்கிற இந்த கருணையின் ஒளியை பாதச்சிலம்பின் ஒளி என்று ஞானிகள் உருவகித்தார்கள் கருணை திருவடியை பந்தரையுங்கள் என்று அந்த திருவிடியின் சிலம்பே பற்பள முறைகளிலே நம்மை அழைக்கிறது இதைத்தான் பாதச்சிலம்பின் பற்பள இசை ஒளிகள் என்று ஞானமரபு நமக்கு உணர்த்துகிறது மேலும் அடுத்து வரும் வரிகளை ஆய்வுகளை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்